வணக்கம் செல்வ செல் என்ன பலன் அற்புதமான அதாவது தானாவே நீங்க வந்து ப்ரொடக்ட் ஆவீங்க அதே சமயம் செல்வ செழிப்பு ஏற்படும் அமிர்தது அமிர்தோன்ஸ் இந்த ஸ்டோன் வந்து வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக் கிளன்சிங் அண்ட் எனர்ஜைஸிங் ஆகும் ஆகக்கூடிய கல் தான் இதை அமிர்திஸ்ட் இது வீட்டில் வைக்கும் போதே நம்மளுக்கு செல்வ செலிஃபி ஏற்படும் அதே சமயம் நம்ம வீட்டுக்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஆனால் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க